ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்கு முன்பு வெள்ளைக்காரனுக்கு பிடித்தது நமது அப்பாவி குணம் அடிமைப்பட்டு பலர் உயிர் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி பெற்றோம் என்ன ஆச்சரியம் விதை இல்லாமலே எப்படி முளைத்தது சாதிவெறி பணக்காரன் ஏழை இணையார தண்டவாளம் என் மக்களுக்கு ஒற்றுமை எழுச்சி ஊட்ட என் மகக்கவி பாரதி இல்லை அவன் கவிதைகளே ஐயோ ஆதரவற்ற நிலை என் தமிழ் தாய் தாய்மொழி கண்ணீருடன் ஆருஞ்சு